அலாமலை வரமத்துல வரகாத்து தொடர்படியாக ஆலிம்களுக்கு நடக்கக்கூடிய நெருக்கடிகளை ஆலிம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்னல்களை குறித்து பல்வேறு விதமான காணொலிகளை நமது சேனலில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஆலிம்களை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் காலிம்களை மரியாதைப்படுத்தப்பட வேண்டும் ஆலிம்களுடைய ஆதாயம் பொருளாதாரம் அவர்களுடைய அனைத்துமே மேலோங்க வேண்டும் உயர வேண்டும் என்பதை குறித்து பல வீடியோக்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் முன்னாடியே நம்ம ஒரு கார்ட்டூன் வீடியோ ஒன்று பார்த்ததாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சமீபமாக ஒரு நாலு நாளைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடியோ அதே சேனலில் ஒரு கார்ட்டூன் வீடியோ அந்த சேனல் நேம் வந்து குரான் சேனல் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குரான் சேனல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்தபடியாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு மக்தபு மனசால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப தத்துரூபமாக ரியலாக ரியலாக இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப கரெக்டான முறையில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலிம்சா வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது கண்டிப்பான முறையில் நடந்திருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப நிர்வாகம் தான் இந்த குடும்ப நிர்வாகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லா பள்ளிகளிலும் இல்லை இருக்கிறத நான் சொல்லலை எந்த பள்ளிகளெல்லாம் இப்படி இருக்குதோ அந்த பள்ளிகளெல்லாம் நம்ம சொல்கிறோம் நிறைய எங்கே நாங்கள் அப்படி இல்லையே எங்கெல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க எந்த பள்ளியாசல்லாம் இப்படி இருக்குதோ அந்த பள்ளியாசலில் இருக்கவங்கள மட்டும்தான் சொல்கிறோம் மற்றவங்களாம் இதில் நம்ம இணைக்கலை மற்றவங்கள சேர்க்கலை அவங்கள பற்றி நமக்கான தப்பான அபிப்பிராயமும் கிடையாது குடும்ப நிர்வாகம் பண்றவங்க என்னன்னு சொன்னா அவங்க குடும்பத்துல இருந்து எந்த பிள்ளையும் மனசாக்கு சரியான முறையில வராது இஷ்டத்துக்கு லீவு எடுக்கும் லீவ் எடுத்தா அஜர்த்து ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது அஜர்த்து ஒரு வேலை கேட்டார்னு சொன்னா அஜர்த்துட்டு வந்து அவர் பதில் சொல்ல மாட்டாரு ஏன் பேர இதுக்கு வரல அதுக்கு வரல நான் வருவான் ஒழுங்கா வருவான்னு பதில் பேச மாட்டாரு உடனே தலைவருக்கு போன் பண்ணி இங்க பாருங்க அவர் என் பிள்ளையே வந்து வீட்டுக்கு அனுப்பி என்ன வந்து பதில் சொல்ல சொல்றாரு நான் நிர்வாகியா அவர் நிர்வாகியா ஒரு நிர்வாகி போய் ஒரு அஜத்து பதில் சொல்ல முடியுமா சம்பளம் கொடுக்கறது நம்மளா நம்ம போய் அவருக்கு பதில் சொல்ல முடியுமாங்க என்னங்க அஜர்த்து ஒரு என்ன பெரிய அஜர்த்து அஜத்தை மாத்துங்க அஜத்துலாம் இருக்கு தேவையில்லை டக்குன்னு ஒன்றுமே கிடையாது அஜத்தை மாத்துங்க ஏ அஜத்து நல்லா மனசா கொண்டு போயிட்டு இருக்காருங்க வச்சுக்கிட்டு இருக்காரு தலைவர் சொல்கிறாப்புல அஜித் கொண்டு போயிட்டு இருக்காரு நல்லா பிள்ளைங்களாம் இப்போதான் ஓதி வருதுப்பா டக்குன்னெலாம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்துருவாப்புல கொஞ்சம் பொறுமை சபரணுன்னா அஜத்து நான் பேசுகிறேன் இல்லை இல்லை நீங்கள் பேசி என் பேரை வந்து மனசாக்கு போய் அவங்க ஓதி ஓதணும் அவசியம் இல்லை ஒன்று அஜத்தை இருந்துகிட்டோம் நான் நிர்வாகத்தோடு நீங்கிக்கிறேன் இல்லை நான் நிர்வாகத்தோடு இருக்கணும் அஜத்தை தூக்கிடுங்க நம்ம எல்லாம் குடும்ப நிர்வாகம் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு யார் வந்து கேட்க போகிறா பொதுமக்கள் வந்து கேட்க போகிறாங்களா என்னப்பா அஜத்தை தூக்கிட்டு வந்து கேட்க போகிறாங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை அஜத்தை என்னென்ன காரணங்களை சொல்லி நம்ம நீக்கி இருக்கிறோம் அஜத்தை செய்யாதெல்லாம் செஞ்சா சொல்லி நம்ம நீக்கி இருக்கிறோமா இல்லையா பேசாமல் நீக்கி விடுங்க அடுத்து வேறு ஆளை பார்த்துக்கலாம் ஆளாக கிடைக்காது இப்போ இருக்கிற சூழ்நிலை இமாமுக்கள் சம்பளம் நிறைய கொடுக்கணும் ஆள் கிடைக்காதுங்க கொஞ்சம் பொறுமையாகிருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஆள் சொல்லுவாப்பில் நீங்கள் வேறு ஆள்லாம் ஏகப்பட்ட ஆள் இருக்குது பீஹாரியை கூப்பிட்டு வந்து வைக்காம பாருங்க சூப்பராக ஓதுவான் பள்ளியாசில் க்ளீன் பண்ணி போட்டுருவான் கக்கூசை க்ளீன் பண்ணி போட்டுருவான் அதெல்லாம் வந்து நம்ம சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு எல்லாம் இருப்பான் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க வரக்கூடிய பீஹாரியும் ஒரு ஆலிம்சாதான் ஒரு ஹாஃப்ஸா தான் அவருக்கான மரியாதையை அங்கே கிடையாது அவன் இவன் பேசுறது எப்படி அவன் வேன்ட்டு பேசுகிறது அப்படியா அப்போ வந்து அஜத்தை கண்டிப்பாக நீக்கி தான் ஆகணுமா ஆமாம் நீக்கி தான் ஆகணும் பொதுமக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க மகளாவசியில் யாரும் கேட்க மாட்டாங்க பயப்படாதீங்க இதுதான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையே நிர்வாகத்தில் என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஏன் புது அச்சத்தை ஏன் பழைய அச்சத்தை தூக்குனிங்க அச்சத்தை என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் எதுவுமே இல்லை என் பிள்ளை அச்சத்துக்கு போகிறதுக்கப்புறம் நல்லா ஓதுதா வைக்கிறதா ஓதலியா என்ன பண்ணுது எதைய பற்றி நமக்கு கவலை கிடையாது நம்ம பாட்டுக்கு வருவோம் தொழுவும் போய்கிட்டே இருப்போம் அஜத்தை மூஞ்ச கூட சரியாக பார்த்து பேச மாட்டோம் இன்றைக்கி இப்படி தான் பொதுமக்களுக்கும் உள்ள தொடர்பு உடனே என்ன செஞ்சிடறாங்க டக்குன்னு தடாபுலால்ட்டு அசத்தை மாற்றிடுறாங்க அந்த அசத்தை யாருன்னு பார்த்தா பத்து வருஷமாக ஊரில் இருந்துருப்பாரு பத்து வருஷமாக ஊரில் இருந்துருப்பாப்பில் அவருடைய ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டிலேருந்து பிள்ளைங்க படிப்புலேருந்து எல்லாம் இந்த ஊரில் தான் இருக்கும் ஊர்காரங்களை நம்பி நிர்வாகத்தை நம்பி எல்லாத்தையும் இங்கேயே மாற்றிருப்பார் ஒரு நொடி கூட யோசிக்காமல் டக்குன்னு தூக்கி போடுங்க அச்சத்தை வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க நம்ம போயெலாம் அவருக்கு பதில் சொல்லி என் பேரம் முதல்லாம் முடியாது பீகாரி அச்சத்தை போட்டுருவோன்ட்டு பீகாரி அச்சத்தை போட்டுருவாங்க இதனுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த பீகாரி அச்சத்துக்கு தமிழ் தெரியாது தொலைவா பாப்பில் அஞ்சு பக்கத்து தொலைவா பாப்பில் வாரம் வாரம் சும்மாக்கு ஏதாவது ஒரு தமிழ் அலிம்சாவுக்கு ஃபோனை போட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்து ஊரில் எதாவது இருந்து ஒரு அசத்தின செய்கிறது ஏப்பா தமிழ் அசது பயானுக்கு மட்டும் அவருக்கு ஒரு ஐநூறுரூவா பிள்ளைங்க மதரசா அழிப்பே படிக்கிறதோட க்ளோஸுடு குரானை ஓடுறதோட முடிஞ்சு வச்சு அவனுக்கு அடிப்படையாக எந்த சட்டமும் தெரியாது ரசூலாவுடைய வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறது தெரியாது மார்க்கம் என்ன அனுமதிச்சுருக்கு என்ன அனுமதிக்கலை எதை பற்றி அவனுக்கு தெரியாது பெற்றவங்களுக்கு என்ன ஒழுக்கம் கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு என்ன ஒழுக்கம் கொடுக்கணும் அவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு சுத்தமாக இல்லாமல் போயிடும் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு பிஆர் அச்சத்தை போட்டால் போச்சு போலையே பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டு விழா வைக்க முடியலையே பிள்ளைய ஒன்றும் படிக்கலையே பேசாமல் மோதி நேரம் ஆக்குவோம் ஆகிட்டு இன்னொரு அச்சத்தை போடுவோன்ட்டு போடுறாங்க இல்லையா அந்த அவலங்களெல்லாம் அந்த சேனலில் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக நினைச்சாங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இது வந்து யாரையும் குற சொல்லணும் குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா வேண்டி நம்ம சொல்லலை நிறைய இப்படி இருக்குது தயவு செஞ்சு மாற்றிக்குங்க இத்தக்குள்ளா நிர்வாகிகளே அநியாயம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை எல்லா நிர்வாகிகளையும் சொல்லலை அநியாயம் செய்யக்கூடிய நிர்வாகிகளே இத்தகுள்ளாக தயவு செஞ்சு அல்லாவை பயந்துக்குங்க யாருடைய விஷயத்தில் நம்ம பேசுறோம் யாரை பத்தி பேசுறோம் யாருடைய வாழ்க்கையில் நம்ம விளையாடுறோம் யாரை எதிர்த்து நிற்கிறோங்கிறத நீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க எந்த இடத்திலெல்லாம் ஆலிம்களுடைய கண்ணியம் குறைக்கப்பட்டு ஆலிம்களை அவமதிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பேரழிவு என்பது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து பொதுமக்களும் நிர்வாகிகளும் விளங்கி வேண்டும் ஆலிம்களை நீங்கள் படுத்தக்கூடிய கண்ணியத்தில் தான் அடுத்த தலைமுறை ஆலிம்களாக உருவாகும் இன்றைக்குறாங்க நிறைய பிள்ளை பயப்படுறாங்க பார்த்துக்கணும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா தெரியுமா ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் துறையே வேண்டாம் அவமானப்பட்டு இழிவுபட்டு குறைவான சம்பளத்தை வாங்கிட்டோம் இருக்குங்கிற கட்டாயமே இல்லை வேற வேலைக்கு போட்டு எத்தனை பேர் வேற வேலைக்கு போயிட்டாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க தெரியுமா எத்தனை பேர் நீங்கள் வெளிநாட்டுல போய் வேலை பாக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் நீங்க சொந்த கடை வச்சிருக்காங்க தெரியுமா ஆலிம்சாக்கள் துறையே விட்டுட்டாங்க இப்படியே இந்த பணியை செய்வதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது அந்த குறைவை நிறைவேற்றுறதுக்கு வடக்கு வடநாட்டிலிருந்து ஆட்கள் வாராக அந்த வடநாட்டிலிருந்து வர்றவங்க குரானை சொல்லி கொடுக்குறதோடு முடிச்சுருவாங்க மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது அடுத்த தலைமுறைக்கு மார்க்கம் மார்க்கமாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் மக்த ம சனஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்களை அடிக்கிறதுல எங்களுக்கு எது லாபம் இருக்கா ஏதாவது ஒரு லாபம் இருக்கா இல்லை எல்லா நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் பெற்றவங்க நீங்களே உங்கள் பிள்ளை அளவு கடந்து சேட்டம் பண்ணும்போது சப்பு நாலு அடி அடிச்சிருந்தீங்க அடிக்கிறீங்களா இல்லையா கோப்பிட்றீங்களா இல்லையா சபிக்கிறீங்களா இல்லையா பெத்தவங்க உங்கள் பிள்ளையே பெற்று வளர்த்த நீங்களே அப்படி இருக்கும்போது மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு அஜத்துக்கு எப்படி கோவம் வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க எஜத் எப்படி கண்டிக்காமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது இன்ன வரையிலும் புரியாத ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஆலிம் சாட்டை அடி வாங்காதவங்க அல்லாஹாக காப்பாற்ற வேண்டும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அல்லா நல்ல எதிர்காலமாக ஆக்க வேண்டும் இன்றைக்கி ஆலிம்சாக்கள்கிட்ட அடி வாங்காமல் ஓதாமல் எதையும் தெரிஞ்சிக்காமல் இருந்தவன் நாளைக்கு போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கிறான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சமுதாயத்தில் அல்லாஹாக காப்பாற்ற வேண்டும் எனவே அநியாயம் செய்யக்கூடிய ஆலிம்கள் அடியாயம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் தயவு செய்து அல்லாஹுவை அஞ்சு ஆலிம்களை கண்ணியப்படுத்துங்க அந்த காட்டூன் காணொளி இதை தொடர்ந்து அடுத்து வரும் இன்ஷா அல்லா அந்த ஒரிஜினல் வீடியோ குர்ஹான் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலில் இருக்குது அதில் போய் பாருங்கள் அந்த சேனலில் யார் அந்த வீடியோ போடுறா என்னங்கிறது நமக்கு முழுமையாக தெரியலை ஆனால் ஒரு ஆலிமீனுடைய வழியையும் வேதனையும் முழுமையாக உள்வாங்கினால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு காணொலியை கண்டிப்பாக உருவாக்க முடியும் அந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அல்லாஹ் அர்புர் ஆலமின் வாழக்கூடிய காலங்களில் சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து ஆலிமிகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முழுமையாக கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் அறிவையும் முழுமையாக கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக தான் நம்ம அனைவரையாக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் ஹலோ என்ன செயலாளர் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் அடிச்சிருக்கீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க உங்க சலாத்தலாம் கொண்டு அப்புறம் கொண்டு என்ன அச்சுறுத்த பண்டியில் வச்சிருக்கீங்க நீங்கள் அவர்லாம் அஜர்த்தா அவரலாம் கோவப்படாதீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்புறம் பேசிக்குவோம் என்ன கோவப்படாதீங்கன்னு சொல்றீங்க கொஞ்சம் கூட மரியாதை தயாராளர் இருக்காரு அது அஜித்து என்னன்னு சொல்லுங்க ஏன் என் பேர முதல்ல சாப்பிட்டு லீவ் போட்டானா அதுக்கு இன்னைக்கு மாதசாக்கு போயிருக்கான் அவன வீட்டுல இருந்து பேரண்ட கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலாமா முதல்ல ஏங்க மதரசா அப்படிதானங்க இருக்கும் போனா தானேங்க மதரசாவும் நல்ல வழியா கொண்டு போக முடியும் அனுப்பணும் பையனா பள்ளிக்கு போய் பல மாசம் ஆச்சு போறதா இருந்தா நான் தான் ஆனா நான் போய் அவருக்கு முன்னாடி நின்று பதில் பேசணுமா என் இமேஜ் என்னது என் அந்தஸ்து என்ன வருது என் பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு தெரியாதா சின்ன பையன் முன்னாடி நின்று செயலாளர் நான் நின்று போய் பேசணுமா தலைவர் என்ன தலைவர் நீங்கல போய் சொல்றீங்க சரி இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க சொல்லுங்க செஞ்சிரும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இல்ல அவரை பள்ளியை விட்டு நீக்கிருங்க பாத்துக்கங்க எனக்கு தெரியாது நீக்கிதான் ஆகணும் இது போன்ல பேசுனா சரி வராது இப்ப நான் நேர்ல வரேன் வாங்க வாங்க வாங்க என்ன வரும்போதே இவ்வளவு கோபமா வரைய வந்து உட்கார்ந்து சொல்லுங்க தலைவரே இங்கே பாருங்கள் ஒன்று அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் பார்த்துக்குங்க அவர் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நான் ஒரு செயலாளர் அப்படின்னு பார்க்காம என் பேரங்களையே வந்து அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு வீட்டில் பெற்றோர்களை வர கூட்டு வர சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நாளைக்கு இது உங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நிர்வாகத்தில் உள்ளவங்க அப்படி கூப்பிடலாமா அவர் மரியாதை இல்லாமல் நடக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பொதுமக்கள் மகல்லாவாசிங்க ஏதாவது கேட்பாங்கன்னா யோசிக்கவே செய்யாதீங்க நம்ம குடும்ப நிர்வாகம் பண்ணுறோம் அதனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டிருக்காங்களா எத்தனை இமாமங்கள் ஏதாவது காரணம் சொல்லி நம்ம நீக்கிருக்கமா இல்லையா அதெல்லாம் எதாவது கேட்டிருக்காங்களா அவங்க பேசாமல் அவங்களுக்கு தொழுக நடந்தால் போதும் அதனால் கவலைப்படாதீங்க நமக்கு ஆள் இருக்கவே இருக்காங்க பீகார் என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்குவான் என்ன வேலை செய்வோம் செஞ்சுருவாங்க நம்ம வீட்டு வேலையும் சேர்த்து கூட செய்வாங்க அதனால எதையும் யோசிக்காதீங்க உடனே நீக்குங்க நீக்கிட்டு அடுத்த வேலையை ஓ அப்படி சொல்கிறீங்களோ சரி நீங்கள் இவ்வளோ தான் சொல்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருக்கோம்